மத்தியில ஜமா என்பது வரக்கூடிய நபர்கள் இன்றைக்கு நாள்பட குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஜமாத்து தொழுகையின் மீது ஒரு முக்கியத்துவம் இன்றைக்கு யாரும் கொடுப்பதில்லை அதன் மீது ஒரு அக்கறையும் யாரும் செலுத்துவதில்லை காலையில ஏன் சுபு ஜமாத்துக்கு வரலன்னு கேட்டால் உடனே சொல்வோம் தூங்கிட்டேன் ஆனால் வீட்டில் எழுந்திரிச்சு நான் தொழுதுட்டேன் லோஹர்ல என்னங்க பார்க்க முடியலையேன்னு கேட்டா வெளியே போயிருந்தேன் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் நேரம் போயிருச்சு ஒரு வேலையில இருந்தேன்னு சொன்னா கூட நம்ம மனசு ஒரு ஒத்துக்கும் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் நேரம் ஆயிடுச்சு அதனால நான் அப்போ வந்து தொழுதுட்டேன் அசர்ல சாப்பிட்ட லேசா கண்ணு அசந்தேன் தூங்கிட்டேன் மஹரிப்புல டீ கடையில் நின்ன வர முடியல இஷாவுல அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் டைம் ஆயிருப்போச்சு என்ன செய்யல தெரியல ஜமாத்து தொழுகைய அலட்சியம் செய்து விட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னும் சில பேர் என்ன தெரியுமா நினைக்கிறது ஜமாத்தா தொழுபறது தக்பீரே தஹரிமாவுல இருந்து ஆரம்ப தக்பீர்ல இருந்து தொழுகிறதெல்லாம் வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நினைச்சு இன்னைக்கு ரொம்ப கவனக்குறைவாக வேணும் என்றே ஒரு காரணத்துக்காக ஜமாத்த விட்டாது வேற அதுக்கு மார்க்கம் வேற சட்டத்தை சொல்லுது காரணமே இல்லாம எந்த ஒரு அடிப்படையான காரணங்களும் இல்லாம பேச்சுக்கும் வீணான செயலுக்கும் இன்றைக்கு ஜமாத்து தொழுகையை நாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோம்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னும் சில பேர் நினைக்கிறது ஜமாத்து தொழுக பள்ளியாசல அசர்த்து மோதினார போட்டிருக்காங்க அது அவங்களுக்கான வேலை அவங்க வேலையை அவங்க செய்றாங்க செய்றாங்க ஜமாத்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதான் பிறவு பொறுமையா போய் நம்ம தொழுதுகிட்டாலும் போதுமானதாக இருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆக ஜமாத்து தொழுகையை பத்தி ஒரு புரியுதல் என்பது இன்றைக்கு நம் சமுதாயத்துல குறைந்து கொண்டே இருக்கிறது கணித்து நாயகம் சொல்லல்லாக அலி ஹசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா எந்த உண்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்காத தனி மூன்று சிறப்பை என்னுடைய உண்மத்திற்கு கொடுத்தார் அதில் முதல் சிறப்பு ஜமாத்தாக தொழுவது எவ்வளவு ஒரு மகத்துவமானது वरीसा पर सु மழக்குமார்கள் வானலோகத்தில் எப்படி வரிசையாக சஃது கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று என்னுடைய உண்மத்துக்கும் வரிசையாக நின்று ஜமாத்தாக தொடரக்கூடிய பாக்கியத்தை உல்லா கொடுத்தா இஸ்லாமுக்கு ஐம்பது கடமையாக்கப்பட்டுச்சு இருந்தாலும் ஜமாத்து கடமையாக்கப்படல இன்னைக்கு நம்ம தொழுகிறோமே தனித்தனியா வந்து சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடைக்க போற நேரத்துல வந்து அவசர சரமா தனித்தனியா இதே போன்று தனித்தனியா அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் the ummathe kachcha or thani sirap illaya தங்களுடைய தளர்ந்த வயதிலும் கூட செய்து குளிர் ஏற்பட்டு நிற்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட கால்களை தர தரவென்று தரையிலே இழுத்தபடி அழைத்து வந்தார்களே கண்ணித்து கொஞ்சம் பாருங்களை பத்தி அதான் என்ன சொல்றான் யாரோ சூரத்வா உங்களுடைய பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்கள் இந்த உலகத்திற்கே ஒரு அருள் குடையாக இருக்கின்றீர்கள் சொர்க்கத்தின் தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பல்வேறு விதமான புகழ்களையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுக்கு கொடுத்தான் அப்படிப்பட்ட பெருமானார் அவர்களே ஜமாத்து தொழுகையை தளர்ந்த வயதிலும் கூட விடாமல் தொழுவதற்கு முயற்சித்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வாலிபலாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் வேலைகளிலே இருக்கக்கூடிய நாம் ஜமாத்து தொழுகையை எந்த அளவிற்கு அலட்சியம் செய்கின்றோம் நல்ல ஒரு விஷயத்தை விளைவிக்கோங்க ஜமாத்து தொழுகைக்கும் தனியாக தொடரக்கூடிய தொழுகைக்கும் நிறைய வேறுபாடுகள் வித்தியாசம் உண்டு அல்லாக குரானிலே ஒரு வசனத்தை சொல்லும்போது அல்லாவுடைய உதவி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய உதவி கரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் யார் ஜமாத்தாக கூட்டமாக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹுரானிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் தொழுகைக்கு மட்டும்தான் ஜமாத்தா சேரணும்னு இல்லை ஒரு குரானை ஓதனும் ஜமாத்தா சேர்ந்து ஓதணும் ஒரு திக்குற செய்யறோம் ஜமாத்தா சேர்ந்த திக்கணும் ஊருக்கு ஒரு நல்லதை செய்யணும் நீங்கள் செய்யாதீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் குறிப்பாக தொழுகையிலே ஜமாத்தை விடுவதற்கு நாம் காரணங்களை தேடக்கூடாது காரணங்களை தேடுவதை விட இன்றைக்கு காரணமே இல்லாம நாம ஜமாத்தை விட்டுகிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமானா சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கால ரசூலு ஜமாத்தோடு தொடக்கூடிய தொழுகை என்பது இமாமோடு சேர்ந்து தொடக்கூட தொழுகை என்பது ஒரு நான்கு ஐந்து ஆறு நபர்கள் சேர்ந்து தொடக்கூடிய தொழுகை என்பது தனியாக தொழுவதை விட சிறந்தது எத்தனை மடங்கு சிறந்தது பெருமானார் சொல்லி காமித்தார்கள் சிறந்தது அந்தஸ்தால் இருபத்தேழு மடங்கு உயர்ந்தது நன்மையால் இருபத்தேழு மடங்கு அதிகமாக கிடைக்கும் எந்த தொழுகைக்கு தனியா நம்ம தொழுகிறோமே ஆறு மணி சுபுக்கா இரண்டரை மணி நொகருக்கா அல்லது ஆஞ்சமுக்கா அசருக்கா இல்லது மகதி போல சேர்ந்து தொடங்க நினைத்து விடாதீர்கள் அந்த தொழுகை சிறந்தது நான் தனியா தொழுகிறேன் ஏன் தொழுகையோட எது சிறந்தது சொன்னா இன்னொரு ஆரோட சேர்ந்து தொழுகிற பாருங்க அது சிறந்தது சொன்னாங்க தெரியுமா சிறந்தது மூன்று நபர்களோடு சேர்ந்து தொழுகை சிறந்தது இன்னும் பெருமானாசம் சொன்னாங்க ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க விருப்பத்தையும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகும் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்களே அத்தகைய ஜமாத்து தொழுகையை நாம் கவனக்குறைவாக விட்டு கொண்டிருக்கின்றோம் நான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக ஜமாத்து தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்கள் வேலை இருப்பவர்களாக இருந்தாலும் வேலை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஓய்வில் இருப்பவர்களாக இருந்தாலும் உழைப்பவர்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் மன நிம்மதியோடு இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஜமாத்தோடை நாம் தொழுவது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜமாத்தை நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க இமாம் ஜமாத்தோடு தொடக்கூடிய நசீபினை தருவதோடு அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிகளை எடுத்து